நான் உங்க ஸ்பிரிச்சுவல் இருக்கு வேணுன்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவோட வீடுங்க நல்ல அறிவாற்றல் சிந்தனையோடய இருப்பீங்க தனுசு ரசிக்காரங்க நல்ல பிரில்லிய நாட்டம் அதிகமா இருக்கும் இந்த தனுசு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இடம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்ப அந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து எதுவும் வராம இருக்குது அப்படின்னா கோர்ட் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இந்த வருடம் வந்து முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு முடியும் ஐந்தாம் இடம் பூர்வீகம் புத்திரஸ்தானம் கூட உங்களுக்கு முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு வரக்கூடியதுன்னா கண்டிப்பா வரும் மெயினா வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை தீரும் அடுத்தது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இதனால் வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி இந்த வருடம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் பாக்கியும் செல்வங்களும் சேரக்கூடிய இடம் தந்தை தந்தை வழி உறவுகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் தந்தை மூலயமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அவர் மூலயமா உங்களுக்கு சொத்துக்கள் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஏதாவது வந்து அப்பா சைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்பா வழி உறவு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பாகிஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்குது அப்படின்னா நீங்க நிறைய சுற்றுலா செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு டிராவல் பண்ணுவீங்க நிறைய சுற்றுலா சென்று வருவீங்க அது ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் டூர் போயிட்டு வரதா இருந்தாலும் இருக்கலாம் லாங் ட்ரிப் ஏதாவது போயிட்டு வருவீங்க அதாவது வெளிநாடு அதர் கண்ட்ரிக்கும் நீங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி அதர் ஸ்டேட் அந்த மாதிரி என்ன விருப்பம் இருக்கோ நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு பாகிஸ்தானும் குரு பகவான் என்னெல்லாம் ஆசை உங்களுக்கு இருக்கோ அது எல்லாம் நிறைவேறக்கூடிய நிறைவேறக்கூடிய ஆண்டா அமையும் அது நம்ம பதினோராம் இடம் லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு குரு பகவான் டைரெக்டா அப்ப மூத்த சகோதரஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தொழில ஒரு மாற்றங்கள் தொழில முன்னேற்றங்கள் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு பதினோரு லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால லாபங்கள் அதாவது வேலையில உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் ஆனா எங்கெங்க வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க நீங்களா உற்பத்தி பண்ணிக்கிறது தான் கடன் எல்லாம் கடன்லாம் மறந்துடுங்க உங்களுக்கு தேவை உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா பதினோராண்டு லாபஸ்தானத்தை பாக்குறதுனால வருமானம் அதிகரிக்கும் சகோதரே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்தது அப்படின்னா இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது ஸ்மூத்தா போகும் அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரன் அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து தனுசு வீட்டையே டைரக்டா பாக்கிறாரு குரு பகவான் இப்ப இதனால வரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கு மன ரீதியான இருக்கு அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் சீராகும் ஏதோ ஒரு போட்டு ஏதோ ஒரு சம்திங் நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க மெடிடேஷன் பண்றது நல்லது தியானம் கத்துக்கோங்க உங்க ஏரியால உள்ள பக்கத்துல யாராவது தியானம் சொல்லி தராங்க அப்படின்னா தியானம் கத்துக்கோங்க நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கும் இல்லைன்னா நிம்மதியான ஒரு உறக்கமே இருக்காது அமைப்புகள்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும் லைஃப்ல வந்து நிறைய இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மையான ஆண்டு சொல்லலாம் பிள்ளைகளால பெருமை ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பிள்ளைகளால பெருமை குழந்தைங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி ஒன்பதாம் பாகிஸ்தான் நிறைய டிராவல் பண்ணுவீங்க கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் ஜாலி டூராவும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா அதுவும் நடக்கும் பதனரோட லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய லாபங்களும் கிடைக்கும் உங்க தொழில வந்து நிறைய லாபம் கிடைக்கும் எதை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்களோ அதுல வெற்றி காணுவீங்க இப்ப உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் எல்லாருக்குமே ஒரு இலக்குன்னு ஒண்ணு இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு அந்த இலக்கை வந்து அடையக்கூடிய ஆண்டா அமைய போதும் போகுது இந்த குரு வந்து நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும் என்ன தனுசு வீடு தன் வீடு குரு தன் சொந்த வீடு அவர் வீட்டையே அவர் பாக்குறாரு அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஆண்டா அமைய போகுது கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும் ப்ரமோஷன் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்ராட் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வளரக்கூடிய வாய்ப்பா அமையுது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி எனப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்